ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வியர் வர்ணா from sirumugai கோயமுத்தூர் district இந்த வீடியோ ஒரு புதுசான ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோங்க என்ன அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஸாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு சாரியை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சேரீ உடைய நம்பர் நைன் ஃபோர் சேரீ நம்பர் நைன் இது வந்து ஃபுல் பிளைன் சேரீங்க அதாவது ஃபுல் பிளைன் சேரீலேருந்து டர்னிங் ஒர்க் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம சாஃப்டல் சேரீஸில் வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம் அண்டு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்லையும் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபுல் பிளைன் பாடி பல்லு ப்ளவுஸ் எல்லாமே ஒரே கலர் RED COLOR டபுள் ஒர்க் சேரீங்க இது ஹேண்ட்லூம் மேட் ப்யூர் சில்க் சேரீங்க இது ஒவ்வொரு சாரீ கூடயும் கட்டாயம் Silk Mark Tag வந்துடும் இந்த சேரீடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இண்டியா உங்களுக்கு கிடைக்கும் சேரீ நம்பர் நைன்டி இது வந்து அழகே க்ரீன் கலர் இதுவுமே ஃபுல் ப்ளைன் தான் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கு கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் 200 ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணம்போது சாரியோடைய ப்ரைஸ் நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங்க்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா ஃபோன்பே கூகுள் பேடிஎம் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரி நம்பர் 96, இதுமே பிளைன் சேரீ தாங்க ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் இது இது வந்து டபுள் ஷேடு இது என்ன கலர் அப்படின்னா பெய்ஜ் அண்ட் ரெட் காம்பினேஷனில் இருக்குதுங்க சாரியுடைய கலர் வந்து பெய்ஜ் அண்ட் ரெட் காம்பினேஷன் ஸோ லைட் பெய்ஜோட dark red வந்து மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் அந்த டார்க் கலர் த்ரெட்ஸ் வந்து சில இடங்களில் விசிபிள் ஆகும் சாரி சாரி 97 இது இது வந்து வந்து borderless and and எல்லாமே gold tested இருக்குங்க blouse contrast navy blue body of ஒன்றும் இது வந்து ஒரு பிங்க் கலர் ஷேடில் இருக்குதுங்க சாரியோடைய ப்ரைஸ் 5,500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் சேரீ நம்பர் நைன்ட்டி எயிட் பாடி ஆஃப் சேரீ சிமெண்ட் க்ரே கலர் பலுவன் ப்ளவுஸ் பேஸ்டில் க்ரீன் கலர் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டு சரிதாங்க இதுவுமே ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்பர் நைன்ட்டி எயிட் ஃபைவ் வீடியோவை ஸ்கிப் பண்ண வேண்டாங்க ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த வீடியோவில் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் சாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும் என்ன ப்ரைஸுங்கிறதும் தெரியும் சேரீ நம்பர் நைன்ட்டி நைன் பல்லுவன் ப்ளவுஸ் கலர் பாடி ஆஃப் சாரி ஹாஃப் ஒயிட் இதுலேயுமே ஃபுல்லாக கோல்டு டெஸ்ட்டு சரி தாங்க இதோடைய பிரைஸுமே ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் நீங்கள் என்ன வெரைட்டிஸ் பார்த்துட்டு இருக்கீங்களோ என்ன ப்ரைஸ் பார்த்துட்டுருக்கீங்களோ இந்த சாரீஸ் வந்து நம்ம நேரில் நீங்கள் வந்தீங்கனாலும் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குங்க அதாவது இந்த ப்ரைஸில் இந்த மாதிரி கேட்டகரி சாரீஸ் இருக்குமே தவிர இப்போ நீங்கள் பார்க்குற இப்போ ஹாஃப் ஒயிட் வைலட் கலர் இந்த சாரீ நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னா ஹண்ட்ரட்லிங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த சேரீ வந்து நேரில் இருக்காது ஏன்னா நம்ம இப்போ வீடியோலையே இது ஷோ பண்ணுறதுனால வீடியோவிலையே ஆன்லைன் மூலமாக என்ன ஆகிருந்தோம் இந்த ஸாரீ புக்காயிரும் சாரீ நம்பர் ஹண்ட்ரட் ஸோ இந்த சாரீஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற சாரீஸை நீங்கள் வீடியோ மூலமாக ஆன்லைன் மூலமாக தான் புக் பண்ண முடியும் நேரில் வந்து இந்த சாரீஸை பர்ச் பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஆனால் இதே கேட்டகரியில் இதே ப்ரைஸில் வந்து வேறு சாரீஸ் வந்து நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸாரீ நம்பர் ஹண்ட்ரட் பல்லுவன் ப்ளவுஸ் வயலக் கலர் பாடி ஆஃப் சாரீ பேபி பிங்க் கலர் இந்த சாரியுடைய ப்ரைஸ்மே ஃபைவ் தௌசண்ட் ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சேரீ உங்களுக்கு டேமேஜாக வந்ததுனாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரி இல்லாமல் வேற சேரீ வந்ததுனாலும் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க சாரீ நம்பர் ஒன் இதுக்கு முன்னாடி பார்த்தா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த சாரீ வந்து ஒன்றரை ஒர்க் இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஒன்னே முக்கால் அண்ட் டபுள் வர்பில் இருக்கக்கூடிய சாரிஸ் பார்க்குறோம் இந்த சாரியோடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் தாங்க பல்லுவான் ப்ளவுஸ் பிங்க் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ லெமன் எல்லோ கலர்லேயும் இருக்குது பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் டெஸ்ட் ஜெரில ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டுருக்கு டாப் அண்ட் பாட்டமில் zari border இருக்குங்க 6,000 rupees, ருபீஸ் சேரீ நம்பர் ஒன் ஜீரோ டூ சேம் பேட்டர்ன் செகண்ட் சாரீ பாடி blue color, ஆனந்தா ப்ளூ pink color, color பிங்க் கலர் கலருக்கோ குவாலிட்டி இஷ்யூஸ்க்கோ கைத்தறி மார்க்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க அண்ட் இன்னொரு தடவை சொல்லிடுறீங்க நீ இப்போ நீங்கள் பார்க்குற சாரீஸ் வந்து எதுக்காக நம்ம டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் சாரீஸ் காட்டுறோன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நேரில் வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ஸில் இந்த மாதிரி கேட்டகரிஸில் சேரீஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இது பண்ணிகிட்ருக்கோம் ஸாரீ நம்பர் ஒன் ஜீரோ த்ரீ எப்போவுமே வீடியோவில் பார்க்குற வந்து கண்டிப்பாக நேரில் ஷாப்பில் இருக்காதுங்க ஏன்னா இது எல்லாமே யூனிக் சாரீஸ் கைத்தறியில் நெசவ் பண்ணுறது ஸோ கைத்தறியில் நெசவ் பண்ணுறதுனால இப்போ ஒரு கலர் ஒரு டிசைன் ஒரு கலரில் பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஆர் டூ பீசஸ் தான் நம்ம மேக் பண்ணுறோம் ஸோ ஒன் ஆர் டூ பீசஸ் மேக் பண்ணுறதை நம்ம வீடியோவில் ஷோ பண்ணிடும்போது அது வீடியோவில் மூலமாகவே ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலமாக அது புக்கிங் ஆகிரும் ஸோ அப்போ நேரில் கண்டிப்பாக அந்த சாரீஸ் அவைலபிள் ஆகிருக்காது இப்போ நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் பிக் பார்டர் இருக்கக்கூடிய சாரீ பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ கலர்லையும் Body ஆஃப் சேரீ மெஜந்தா கலர்லையும் இருக்குங்க இந்த சேரீடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி ஆறாயிரத்தி இரநூறுபா ஸாரீ நம்பர் ஒன் ஜீரோ ஃபோர் இதுவும் பிக் பார்டர் இருக்கக்கூடியதுங்க அதாவது மேலே டாப்பை விட கீழே இருக்கக்கூடிய அந்த Border இன்ச் வந்து அதிகமாக இருக்கும் மேலே இருக்கிறத விட டபுள் இருக்குங்க ஸோ மேலே இருக்கிறது ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் இருக்குன்னா கீழே இருக்கிறது டென் இன்ச்சஸ்ஸுங்க Body பாடி ஆரீ ப்ளூ பல்லுவன் பிளவுஸ் நேவி ப்ளூ கலர் இதோட பிரைஸ்மே சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது வந்து டபுள் ஒர்க் சாரீஸ்ங்க அதுவும் இது வந்து சிங்கிள் கலர் சாரி பியூர் சில்குங்க நீன்சரிங்கிறது கோல்டு ஆர் சில்வர் டெஸ்டர் சரி கூட நம்ம த்ரெட்டு மிக்ஸ் பண்ணி மேக் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா யூஸ்வலாக கோல்டு அண்டு சில்வர் காப்பர் அப்படின்னா அந்த மூணு கலர் தான் வரும் நமக்கு டிஃப்ரெண்ட் கலரில் புட்டாஸ் வேணும் பல்லூல ஒர்க் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம சில்வர் ஆர் கோல்டு டெஸ்டர் சரி கூட இந்த த்ரெட்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம புட்டாஸ் வந்து அச்சீவ் பண்ணலாம் அதுக்காக தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரியுடைய கலர் பார்த்துட்டிங்கன்னா டபுள் ஷேடில் இருக்கும் அதாவது க்ரீன் அண்ட் பேஜ் காம்பினேஷன் ஆல்கி green and beige combination இந்த சேரீடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி ஆறாயிரத்தி இரநூறுபா ஸாரீ நம்பர் ஒன் ஜீரோ சிக்ஸ் சேம் பேட்டன் செகண்ட் சேரீ நீம் சரி ஒர்க் பாட்டில் க்ரீன் கலர் பாடி ஆஃப் ஸாரீ பல்லுவன் ப்ளவுஸ் எல்லாமே ஒரே அண்ட் கைத்தறிங்கிறதுனால சின்ன சின்ன கைத்தறி மார்க்ஸ் இருக்கிறது வந்து யூஷுவலான விஷயந்தாங்க அதாவது சின்ன சின்ன த்ரெட்ஸ் தெரியுது அண்ட் டாப் அண்ட் பாட்டமில் வந்து ஹூக்ஸ் மார்க்ஸ் கண்டிப்பாக கைத்தறி அப்படின்னா ஹூக்ஸ் மார்க்ஸ் தெரியும் இதில் நம்ம டார்க் கலர் லைட் அண்ட் டார்க் கலர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக ஹூக்ஸ் மார்க்ஸ் வந்து நல்லாவே தெரியுங்க சாரீ நம்பர் ஒன் ஜீரோ செவன் இதுவுமே நேம் சரியுதாங்க சிங்கிள் தான் இது வந்து ப்ரைட் பீச் கலர் இதோடைய ப்ரைஸ்மே சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளவுஸ் ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு இங்கே சைடில் வந்து இந்த சேரீக்கு பார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம் ஏன்னா ப்ளவுஸ் வந்து பொதுவாக பிளைனில் வருது இல்லைங்களா ஸோ இந்த சேரீலாம் மட்டும் கொஞ்சம் சைடில் வந்து பார்ட்ரு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த சைடு நல்லாவே உங்களுக்கு தெரியும் இந்த சாரீ சார் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க ஸேரீ நம்பர் ஒன் ஜீரோ எயிட் சேம் பேட்டர் இல்லைங்க நீம்செரி ஒர்க் தான் இதுவுமே இது வந்து பேஸ்டல் ஷேடில் இருக்கக்கூடியது பேஸ்டல் ஷேடுங்க இது ஒன்ீரோ நைன் இந்த சாரியில பல்லுவன் பிளவுஸ் இங்கு ப்ளூ கலர்லயும் டார்க் ஷேட்ல இருக்கும் கம்பைன் ஆயிருக்கிறது சில இடங்கள்ல பிளாக் கலர் த்ரெட் விசிபிளா இருக்கும் பாடில வரக்கூடிய அந்த சர்க்கிள் புட்டா கோல்டு அண்டு சில்வர் டெஸ்டு ஜரில ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க உங்களுக்கு சேரி சேரீயில் டாப் அண்ட் பாட்டமில் கான்ட்ராஸ்ட்டு ப்ளூவும் வருது அண்ட் ஆல்சு ஜரி பார்டரும் வருதுங்க இந்த சாரியுடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓன்லி ஸாரி நம்பர் ஒன் ஒன் ஜீரோ பாடி ஆஃப் சேரீ பர்பிள் பல்லுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலர் சேம் டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் அண்ட் ஜரி பார்டர் வந்துடுது சேம் அந்த ஜரி Border, உங்களுக்கு ப்ளவுஸ்லேயுமே வந்துடுதுங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா Single சேரீ கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் Free Shippingல சென்ட் பண்ணி கொடுக்குறோங்க சேரீ நம்பர் ட்ரிபிள் இது வந்து நம்ம அஸ்திரின்னு சொல்லுவோம் டாப் அண்ட் பாட்டமில் கான்ட்ராஸ்ட் வரக்கூடியது கான்ட்ராஸ்ட் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைப்ஸ் லைனும் வருதுங்க டாப் அண்ட் பாட்டமில் கோல்டு அண்டு சில்வர் டெஸ்ட் சரியில் புட்டாஸ் அண்டு பல்லுவர்க் இருக்குதுங்க சேம் அந்த ஸ்ட்ரைப் லைன்ஸ் வந்து ப்ளவுஸ்லையுமே உங்களுக்கு வந்துடும் பாடி ஆஃப் சேரீ மெரூன் டார்க் மெருன் பல்லுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலர் இந்த சாரியுடைய ப்ரைஸ்மே ஆஃபர் ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஆறாயிரத்தி ரூபாய்க்கு கிடைக்கும் சாரி நம்பர் ஒன் ஒன் டூ இதுவும் அந்த இருக்கக்கூடியதுதான் செகண்ட் கலர் பல்லுவன் பிளவுஸ் இங்க் ப்ளூ கலர்லையும் பாடி ஆஃப் சாரி மெகந்தி கிரீன் கலர்லையும் இருக்குங்க சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பழுவன் பிளவுஸ் இங்கு ப்ளூ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா ஒரு சாரீ மட்டும்தாங்க அட் டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் சாரீ நீங்கள் சிஓடியில் கேஷ் ஆன் டெலிவரியில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் பண்ண சாரியோடைய பார்சல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும் கேஷ் ஆன் டெலிவரியில் சேரீ நம்பர் ஒன் ஒன் த்ரீ இதே வந்து ப்ரீமே ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னா எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது எந்தவித லிமிட்டேஷனும் கிடையாதுங்க டெய்லி கூட நீங்கள் வந்து சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் பலுவன் பிளவுஸ் வயலட் கலர்லேயும் பாடி ஆஃப் சேரீ மஸ்டு எல்லோ கலர்லையும் இருக்குங்க கொஞ்சம் டார்க் கொஷனாக இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டா பெரிய புட்டா பிக் புட்டா 240 ஃபார்ட்டி இந்த சேரீயோடைய ப்ரைஸ் சிக்ஸ் 6,500 ஃபைவ் ONLY 6,500 ஒன்லி இந்த சேரீ உங்களுக்கு கிடைக்கும் சேரீ நம்பர் ஒன் இதுமே பிக் புட்டாதாங்க டூ 240 ஹூக்ஸ் ஸாரீ அதாவது புட்டா 240 ஃபார்ட்டி புட்டாங்க பழுவன் பிளவுஸ் பேஸ்டல் பேஜ் கலர் பாடி அப் சாரியும் தாங்க பிங்க் கலர் புட்டாஸ் கோல்டு சரியில் இருக்குங்க சாரி பார்த்தலாம் சாரி நம்பர் ஒன் ஒன் பைவ் இது வந்து தௌசண்ட் புட்டா சாரிங்க பாடி ஆஃப் சாரி பல்லு ஒரே கலர் ப்ளூ கலர் காப்பர் சல்ஃபேட் ப்ளூ பாடியில் வரக்கூடிய சின்ன புட்டா வந்து கோல்ட் அண்ட் சில்வர் டெஸ்ட் சரீலாம் ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு இருக்குங்க இந்த சேரீக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ஆல்கை கிரீன் கலர் ஆல்கே க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடுதுங்க உங்களுக்கு பிளவுஸ்லேயுமே புட்டாஸ் இருக்கும் இந்த சேரீல சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சேரீ உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் சேரீ நம்பர் ஒன் ஒன் கொஞ்சம் இந்த வீடியோ வந்து லென்த்தாக போகிற மாதிரி தாங்க இருக்கும் ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரிஸ்லேயுமே சாரீஸ் வந்து காமிச்சுட்டு இருக்கோம் இன்னும் கூட சில கேட்டகரிஸில் சேரீஸ் இருக்குது அதை அதையும் காட்டணும் அப்படின்னு இன்னும் லென்த்தியாக போகும் வீடியோ அப்படிங்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு காமிக்கிறோம் கான்ட்ராஸ்ட்டு பிளவுஸ் ப்ளவுஸுடைய கலர் ப்ளூ பாடி ஆஃப் சேரீ பல்லு இங்க் ப்ளூ தௌசண்ட் புட்டா ஸேரீ தாங்க இது சிக்ஸ் தௌசண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த சாரீஸில் ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஆன்லைன் மூலமாக தாங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் சேரீ நம்பர் ஒன் ஒன் செவன் சேம் சாரீஸ் நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலான்னு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாரீஸ் கிடைக்காதுங்க எல்லாமே யூனிக் சாரீ ஒரு ஒரு பீஸ் தான் அவைலபிளாக இருக்குங்கும் போது நம்ம யூடியூப்பில் போடும்போது அதில் பார்த்து வா ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலமாக கேட்குறவங்களுக்கு நம்ம புக் பண்ண முடியும் இப்போ நீங்கள் பார்க்குறது பாட்ரி பாட்லி பல்லு பல்லுவன் ப்ளவுஸ் வந்து பீச் கலர்லையும் பாடி ஆஃப் சேரீ பெய்ஜ் கலர்லையும் இருக்குதுங்க ஃபிளீட்ஸ்க்கு வரக்கூடியதும் உங்களுக்கு சேம் பல்லு டிசைனே வந்துடும் அண்ட் பல்லு கலர் பீச் கலர் இந்த சேரீடைய ப்ரைஸ் செவன் 7,000 ருபீஸ் ONLY ஏழாயிரம் இந்த பாட்லி பல்லுவோடைய சேரீ ப்ரைஸ் ஸேரீ நம்பர் ஒன் 118 இந்த பாட்லி பல்லு நிறைய பேர் கேட்குறீங்க நமக்கு வந்து இது கொஞ்சம் ப்ரொடக்ஷன்ஸ் கம்மியாக தாங்க இருக்குது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து இது வந்து நெசவாகுது ஸோ அதனால் நமக்கு வந்து டக்குன்னு நிறைய சாரீஸ் வந்து போட முடியறது இல்லைங்க வாரத்துக்கு ரெண்டு சாரீ தான் வந்து வருது ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாகுதுங்க வாரத்துக்கு ரெண்டு அப்படிங்கும் சேம் கலர்லேயே அடுத்த வாரமும் வர்றதுனால நமக்கு வந்து டக்குன்னு வீடியோ வந்து நிறையா பீசஸ் ஷோ பண்ண முடியல இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ளீட் போர்ஷன் சேம் பல்லு கலர் பீச் வடிஎஃப் சாரி ப்ளூ பாட்லி பல்லுவில் பல்லுவன் பிளவுஸ் அண்ட் சேம் கலர்ல இருக்கும் சாரி நம்பர் ஒன் ஒன் நைன் இது வந்து போச்சம்பள்ளி டிசைன் பல்லுவன் பிளவுஸ் ராணி பிங்க் கலர்லையும் டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு சரீ Border வந்துடுது பாடி ஆஃப் சேரீ பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் கலர்லேயும் இருக்குங்க இது டர்னிங் Work மாதிரியும் இருக்கு உங்களுக்கு பாட்டமில் டர்னிங் Work மாதிரியும் டிசைன்ஸ் இருக்குது ப்ளவுஸ் மட்டுந்தாங்க Plain, மத்தபடி, பாடி ஃபுல்லாமல் உங்களுக்கு இந்த டைசைன் இருக்கு இந்த சாரியுடைய ஆஃபர் ப்ரைஸ் செவன் தௌசண்ட் ருபீஸ் ஆஃபர் ப்ரைஸ் செவன் தௌசண்ட்ங்க சேரீ நம்பர் ஒன் இந்த சேரீல பல்லுவன் பிளவுஸ் டபுள் ஷேட் அதாவது ரெட் அண்ட் பிங்க் காம்பினேஷன் ரெட் அண்ட் ராணி பிங்க் காம்பினேஷன்ல இருக்குங்க பல்லுவன் பிளவுஸ் பாடி ஆப் சாரி பேக்ரவுண்ட் கலர் இங்கு blue கலர் இந்த சாரீஸில் எது வேணாலும் நீங்கள் WhatsApp மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டியது தயவு செஞ்சு சாரீ கோடு சென்ட் பண்ணுங்க நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணும்போது தான் இமீடியட்டாக நான் அதை பார்த்து அவைலபிளாக இல்லையான்னு சொல்ல முடியும் சேரீ நம்பர் ஒன் டூ ஒன் சேரீயை பார்த்து சொல்கிறது ரொம்பவுமே கஷ்டங்க ஏன்னா கண்டினியூஸ் மெசேஜஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டுருக்கணும் அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த சேரீ வந்து இந்த கோடு தாங்கிறது கண்டிப்பாக மைண்டில் முடியாது ஏன்னா நம்ம மோர் தென் ட்வெண்ட்டி ஃபைவ் ஷோ பண்ணுறதுனால கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது அப்படிங்கும் போது நீங்கள் கோடோடு நீங்கள் வந்து புக் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா இமீடியேட்டாக அதை பார்த்து அவைலபிளாக இருந்தால் இமீடியேட்டாக உங்களுக்கு புக் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சேரீ பேக்ரவுண்ட் கலர் பிளாக் பலூன் பிளவுஸ் ரெட் அண்டு பிங்க் காம்பினேஷனில் இருக்குங்க டபுள் ஷேடு தாங்க ரெட் அண்டு பிங்க் காம்பினேஷன் செவன் தௌசண்ட் இந்த ஸாரீ சாரி நம்பர் 122. இது வந்து டர்னிங் ஒர்க் இருக்கக்கூடிய ஸேரீ SINGLE COLOR ஸாரீ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க இந்த டிசைன் சாரீ இப்பதான் தான் வந்திருக்குங்க இது வந்து லைட் சாக்லேட் கலருங்க வெரி வெரி லைட் சாக்லேட் கலர் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டு சரி தான் இருக்குங்க பாட்டமில் உங்களுக்கு வந்து ட்ரீ இருக்கிற மாதிரி இருக்கும் ட்ரீ டிசைனில் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சாரீயோடைய பிரைஸ்மே ஆஃபர் ப்ரைஸ் செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்குங்க ஸாரீ நம்பர் ஒன் டூ த்ரீ சாரீ நம்பர் ஒன் டூ சேம் இதுவும் டர்னிங் ஒர்க்கு பேஸ்டல் ஷேடு பேஸ்டல் க்ரீன் கலர் செவன் தௌசண்ட் ருபீஸ் ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபைவ் தௌசண்ட் பிளைன் சேரீலேருந்து டர்னிங் ஒர்க்கு செவன் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சாரிஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தோங்க இந்த இந்த கேட்டகரிஸில் நம்ம ஷாப்பில் வேறு வேறு டிசைன்ஸ் வேறு வேறு கலர்ஸில் சாரீஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்மக்கிட்ட சாஃப்டல் சாரீஸ் மட்டுந்தாங்க அவைலபிளாக இருக்குது ஃபைவ் தௌசண்ட் ப்ளைன் சாரீஸ்லருந்து செவன் சாரி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஹோல்சேல் சாரீ வரைக்கும் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குதுங்க ஒன்லி பியூர் சில்க் சாரீஸ் மட்டுந்தான் அவைலபிளாக இருக்குது நம்ம கிட்ட இந்த ஒவ்வொரு சாரீஸ்மே இந்த சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட வருதுங்க யூடியூப்பில் பார்க்குற சாரீஸ் வந்து ஷாப்பில் இருக்காதுங்க ஷாப்பில் வேறு கலெக்ஷன்ஸ் வந்து சாஃப்ட் சில் சாரீஸில் நிறைய கேட்டகரிஸில் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்